आहिलम पोटन नबी मोहम्मद अरुमे चलबी पातुमां आहिलम पोटन नबी मोहम्मद अरुमे चलबी पातुमां फातिमा फातिमा फातिमा शेर कटी जा अन्ने दवपुदल भी फातिमा तहलम शेर कटी जा अन्ने दवपुदल भी फातिमा फातिमा फातिमा फातिमा आमैदी आं Yo I Mama I Ra ruled my inJ coefficients February, My Noble Your slave 제가 to Sheik They are holdbar 마크 마크 마크 마크 마크 마크 마크· Fatima Fatima Fatima Fatima Waah yaar Ali aver gai waange manavi paakna वागयवर अलीयावर वांगेल मनी पातिवा ईगई पंडुर याव पत्र ईगई पंडुर याव पत्र इनीय पीवी पातिवा ईगई पंडुर याव पत्र इनीय पीवी पातिवा पातिना पातिया पातिवा पातिवा பாதி இலகுவதும் குரான் தன்னை இதையும் கொண்ட பாத்திமா பாத்திமா ഇടയൻ കൊണ്ട ഫാത്തിമ ഉലഗ മുസ്ലിം മാദരല്ലം ഉലഗ മുസ്ലിം മാദരല്ലം ഉലഗ മുസ്ലിം മാദരല്ലം വണ്ട് പോട്ട ഫാത്തിമ ഉലഗ മുസ്ലിം മാദരല്ലം വണ്ട് പോട്ട ഫാത്തിമ ഫാത്തിമ ഫാത്തിമ ഫാത്തിമ சிறந்தார் பாத்திமா பாத்திமா பாத்திமா எளிய வாழ்வு வாழ்ந்து காட்டி மிகம் சிறந்தார் பாத்திமா கலை மிகுந்த ஞான பாதை காட்டும் தீவம் பாதிமா கலை நின்றான பாது காட்டு பாத்மா அகில போட்டும் நபி முகம்மது அருமை செல்லு பாத்திமா பாத்திமாத்மா